ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதாவது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த கடையை ஓப்பன் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது இருபத்தி ஏழு வருஷம் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிடுதுல சொந்த குவாலிட்டி எதிர்பார்த்து பார்க்குறாங்க நல்லா டேஸ்ட்டு அதுமாதிரி இன்றைக்கு இருபத்தி ஏழு வருஷமா நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் டேஸ்ட் ஆகிட்டாங்க ஒரு நாள் இருக்கு இருக்கு எனக்கு அன்னைக்கு அது ஒரு கிலோ நாற்பது கிலோ இருந்து இன்னைக்கு ஒரு நூறு கிலோ நூற்றி இருபத்தி இருபது நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம கடை ஆரம்பித்து எத்தனை மணி நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேண்ணா ஓகேண்ணா இங்கே வரவங்கண்ணா நாங்கள் இப்போ தகவல் கிடைச்சி நாங்கள் வந்தோம்னா காரணம் என்னன்னா எப்பவுமே பண்ணீச்சக்கறத தான் பெஸ்ட் அப்படினுமா சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன உங்களோட சிக்கன் பத்தி? அது உம்மதா, உம்மதா. என்ன சுத்தமான மசாலா, ஓன் மசாலா எல்லாம் எங்களுடைய டேயருக்கு. யாருமே பாம்பே மக்கள்ல இருந்து எவ்ளோ பேர் ஆள வரையுமே இங்க நிறுத்தி தான் வாங்கி சாப்பிரனும்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நன்றினா அந்த சேவை வந்து மென்மேலும் தொடருங்கண்ணா. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி நன்றிமா. ஆனா அரவிந்த் அட்வென்ச்சர், அட்வென்ச்சர். சூப்பர்னா வேற லெவலு ஓகே நன்றி